வணக்கம் என் பேரு சகானா நான் நான்காம் படிக்கிறேன் இப்ப நான் பேச வந்து தலைப்பு எனக்கு பிடித்த என் அம்மா அம்மா அம்மா என்று கூப்பிட மோதலாம் நமது மனதில் ஒரு விதமான பாசம் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் பகிர்ந்து முடியாது முக்கியமாக பெண் பிள்ளைகள் தனது எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளும் இட உலகில் நம் கண் கண்ட தெய்வம் அம்மாதான் அம்மா ஒரு ஆசானாக சகோதர சகோதரியாக நண்பனாக பல உறவுகள் அமைப்பற்றவள் எனக்கு மிகவும் பிடித்த வேண்டுமோ என்னை கண்டித்து அரவணைக்கும் நேரத்தில் அழவழைப்பார்கள் அப்போது அம்மாவாக தோற்றம் அளிக்கிறாள் எனது படிப்பில் சந்தேகம் வரும்போது அது எனக்கு புரியும் விதமாக பொறுமையாக பல முறை பல அவர்கள் படித்து எனக்கு விளக்கம் அளிக்கும் போது மனமிட்டு பேசுவோம் அதுபோல் என் அம்மாவிடம் சில விஷயங்களை பேசும்போது அதில் உள்ள நிறை குறை கஷ்டம் நஷ்டம் இவற்றை விழுக்கி இதில் எது சிறந்ததோ அதில் எது சிறந்ததோ அதை என் மனதில் புரியும்படி விளக்கி கூறும்போது நண்பனாக தோன்றுகிறாள் என்னுடன் விளையாடும் போது சகோதர சகோதரியாக தோன்றுகிறாள் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பே இல்லை எனவே நான் பிற்காலத்தில் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க எனக்கு சிலம்பங்கராத்தே போன்ற வகுப்புகளில் சேர்த்து சரியான பயிற்சி அளித்து வருகிறார் இதனால் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்த்தினிக்கு பக்குவம் வந்துள்ளது நான் வளர்ந்து பெரியவள் என் அம்மாவை கண்ணும் கருத்துமாய் கஷ்டமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் போற்றி பாதுகாப்பேன் எனக்கு என் அம்மாவை பற்றி தெரிந்ததை கூறிவிட்டேன் என் மாணவர்களுக்கான அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையையும் நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறுதுளி பெருவெல்லாம் என் அம்மாவை பற்றி ஒரு பாடல் ேன் என்னை பேர் இந்த பேச்சு சமர்ப்பணம் தாயை மறந்தவர்கள் என்றும் நன்றாக வாழ்ந்தே இல்லை எனவே தான் ரத்தத்தை பாலாக்கி தந்த தன் தாயை என்று மறக்காமல் மதித்து வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நற்றலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை